ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபேமிலியோடு ஷீரடி சாய்பாபா டூர் போகணுமா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இவங்க ஜஸ்ட் நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டிக்கு டிக்கெட் ஹோட்டல் சுற்றி பார்க்குற கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க ஃபார் மோர் டீடெயில்ஸ் கைண்ட்லி கண்டெக்ட் ஜாலி ஹாலிடேஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிசினஸ் லோன் வேணும்னா டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க வித்தின் டூ டேஸ்ல எங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இது பியூர்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணல வந்தாங்க ஃபார் மோர் டீடெயில்ஸ் கைண்ட்லி கண்டெக்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சாய் மகேஷ் பேசுறேங்க வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் பட்ஜெட் ஹோம்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா குரோம்பெட்டில் இருக்கிறாங்க குரோம்பெட்டிலேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிறது தாங்க இந்த ஏஜிஎஸ் காலனி நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி இல்லை பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோமீட்டர் தாங்க இருக்குது ஸோ நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவணாஷ் சூப்பர் சரவணாஷ்டூர் இருக்குதுங்க ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைஷ்ணவ லேடிஸ் காலேஜ் இருக்குங்க உங்களுக்கு ஸோ அதில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாந்தி ஆனந்த் வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க ஹோலி ஹேஞ்சஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எஸ்எஸ் மெமோரியல் ஸ்கூல் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸோ சென்ட் மார்க்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க நியர்பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்ம அப்பார்ட்மெண்ட் தான் பண்ண வந்துருக்கோம் இங்கே வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட் இண்டிபெண்ட் ஹவுஸ் தாங்க உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு மெயினான ஏரியாங்க ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குங்க இது உங்களுக்கு ஸோ இந்த ஏரியா நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜிஎஸ் காலனிங்க இங்கே நம்ம ஒரு டூ பிஹெச்கே உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தாங்க நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்குறோம் ஸோ பாருங்கள் உங்களுக்கு நியர்பை வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக வீடு தாங்க இருக்குது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு நல்லா அமைதியான ஏரியாங்க இது நல்ல ஒரு காற்று வசதி உள்ள ஒரு ஏரியாங்க ஸோ தண்ணி பிரச்சினை இங்கே சுத்தமாக கிடையாதுங்க உங்களுக்கு நோ வாட்ரு ப்ராப்ளம்ங்க இங்கே இதாங்க உங்களை மெயின் கேட்டு கேட்டட் கம்யூனிகேட்டு தாங்க உங்களுக்கு டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டியான ஒரு ஏரியா தாங்க ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுங்க நல்ல ஒரு ஏரியா ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது பக்கத்து உங்கள் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பாலாஜி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குங்க அதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு கேட் இருக்குதுங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ்க்காக அதுக்காக தான் மேக் பண்ண ஒரு பெரிய கதவுங்க ஸோ இப்போ நம்ம ஹால் பார்த்திங்கன்னா லிவிங் ப்ளஸ் டைனிங் ஹாலுக்கு இது நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு ஸோ ஜன்னல் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குதுங்க ஜன்னலாக உங்களுக்கு ஸோ இது வந்து ஆறு வருஷம் ஓல்டான ஒரு ஃப்ளாட்டுங்க இது ஸோ இப்போ வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நைன் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் யூடியஸுங்க டோட்டலாக ஸ்கொயர் ஃபீட் ஃபோர் ஹண்ட்ரட் யூடியஸுங்க ஸோ கிரவுண்ட் இருக்குங்க இது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுங்க நல்ல ஒரு ஏரியா ஸோ ஹால் பாருங்க நல்ல ஒரு பெரிய ஹாலாக தாங்க இருக்குது ஸோ ஹால் கிச்சன் டூ பிஹெச்க்குங்க இது நல்ல ஒரு அமைதியான ஏரியாங்க குரோம்பேட்டில் இந்த மாதிரி இடத்துல சேல் லேண்டு சேல்ஸ் ஆகிறது ரொம்ப ரேருங்கு இது ஸோ யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது குரோம்பேட் நியரில் வீடு பார்த்து ஒரு ஃப்ளாட்ஸ் பார்க்குறாங்கன்னா ஸோ தாராளமாக இதை சஜஸ்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ளேஸில் நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்குங்க இது இப்போ நம்ம ஹால்லேருந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஜென்னரல் ப்ளஸ் உள்ளே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க உள்ளே உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இருக்குங்க நல்ல ஒரு அருமையான ஒரு இடங்க இந்த இடம் ஏஜிஎஸ் காலின்றது இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் உங்களுக்கு வந்து பாத்ரூம் ரெடியாக இருக்குங்க ரெஸ்ட் ரூம் ஸோ ஹால்லருந்து வந்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாஷ் பேஷின் இருக்குங்க ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு கிச்சன் இருக்கு பாருங்க ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ப்ராப்ளமே இருக்காதுங்க நார்மலாக உங்களுக்கு சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மர் டைமில் தண்ணி பிரச்சனை இருக்கும் பட் இந்த ஏரியாவில் நோ வாட்ரு ப்ராப்ளம்ங்க குரோம்பெட் பல்லாவரம் இந்த ஏரியாவில் யாராவது ஃபிளாட்ஸ் ரீசேல் ஃபிளாட்ஸ் பாக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக ஒரே டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா அருமையா இருக்குங்க இந்த ஏரியா இது ஒரு சின்ன ஒரு யூட்டிலிட்டி ஏரியாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது வந்து நெகோசியபிளும் பண்ணி தரேற சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணாலும் இவங்களே கூட அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்களுக்கு உங்களுக்கு கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் தாங்க வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கும் உள்ளே உங்களுக்கு வந்து ஜன்னல் வந்து எல்லாமே பெருசாக தாங்க பெரிய ஜன்னல் தாங்க இது ஸோ சிட்டியில் இந்த ரேஞ்சில் உள்ள ஒரு ஃப்ளாட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஸோ யாராவது உங்கள் ரிலேஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இந்த ஏரியாவில் ஃப்ளாட்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தடவை வந்து விசிட் பண்ணாலே உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இது ஒரு ஆறு வருஷம் ஓல்டான ஒரு பில்டிங் தாங்க இது ரேட் வந்து ஃபார்ட்டி டூ லேக்ஸு நெகோஷியபிளும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்